அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவை எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க புத்தாண்டு நியூ இயர்க்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம் டூ தௌசண்ட் ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பாக்கலாங்க மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இப்ப நான் கொடுக்கறேன் கண்டிப்பா இது ஸ்கிப் பண்ணதை அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி எடுத்துக்கலாம் மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னே சொல்லாங்க எனக்கா மேஷ வீட்டுக்கு வந்து ராகு பகவான் பயிற்சி ஆகுறாரு ராகுகேது பயிற்சி இருக்கு இந்த ஆண்டு டூ தௌசண்ட் மார்ச்ல வந்து கண்டிப்பா ராகு கேது இருக்கு அடுத்து குரு பகவானும் பயிற்சி இருக்கு மீனம் வீட்டுக்கு குரு பகவான் வராரு அப்ப பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானம் விரைஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு சுப ஏற்படுத்திக்கோங்க தன் வீட்டுல ஆட்சி பெறாரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசிக்கு அதனால அது கண்டிப்பா இடம் வாங்கறது வீடு கட்டுறது இல்ல சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்துறது அந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்றது பையனுக்கு திருமணம் பண்றது பேத்தி பேரனா இருந்தா ஒரு வயதானவரா இருந்தா பேத்தி பேரனுக்கு பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சுப செலவுகளா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு செலவுகள்லாம் வந்து நிக்கும் அடுத்து ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வர்றதுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வார்த்தைகள் விடுறது நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அது பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி வார்த்தைகள் வந்து டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க ஏன்னா செவ்வாய்க்குண்டான அதிபதி மேஷ மேஷராசிக்காரங்க மற்றும் மேஷ லக்கணக்காரங்க அது செவ்வாய்க்கு அதிபதினால கொஞ்சம் கோபம் அதிகமா இயற்கையாவே இருக்கும் இருந்தாலும் வந்து ராகு வந்து கோச்சாரப்படி இப்ப ஆஹ் ராசிக்கே வர்றதுனால இந்த ஆண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும் பழகணும் அதுல வந்து கொஞ்சம் யோசிச்சுதான் நீங்க செயல்படணும் அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுல இருக்கிறதுனால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது வராரு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கு கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா நல்லா அமைப்பு தான் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி இப்போ இருக்காரு ஏன்னா சனி மாறுறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் பத்துக்குடி தொழில்ஸ்தானாதிபதியும் அவருக்கு நல்லா இருக்குது மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பத்தாம் இடம் தொழில்ஸ்தானாதிபதியும் வலுவாக இருக்காரு ஆனால் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானமும் வலுவாக இருக்குது ஆனால் அப்ராடு இந்த மாதிரி சான்சஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஸ்டடீஸ்க்கு பிஸ்னஸ்க்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டிராவல் பண்ணலாம் இது ரைட் டைம்னு நான் சொல்லுவேன் வீட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது மேஷ ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது இந்த ராகுகேது பயிற்சி சரி குரு பயிற்சியும் சரி அடுத்தது புத்தாண்டு பலன்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது டோட்டலாக நம்ம வந்து ராகுகேது சனி பகவான் குரு பகவான் வச்சு தான் நம்ம வந்து பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்தாண்டு காலமே ரொம்ப கஷ்டம்தாங்க அதாவது அஷ்டம சனி வந்து கஷ்டப்பட்டு உடல் ரீதியானும் சரி மணல் சரி அவமானங்கள் கஷ்டங்கள் நிறைய பட்டிருப்பீங்க அதுக்கான ரெமிடி தான் இப்போ கண்டிப்பா சனி பகவானும் கரெக்டா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் வந்து சேரும் ஆனா அப்பப்ப வந்து சின் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு அதனால அதுல கவனமா பாத்துக்கோங்க இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு ராகுக்கு எது பயிற்சி ஆகுது இல்லைங்களா பதினொன்னுல குரு பகவான் ஆட்சி இப்போ ரிஷபராசிக்கு துலாம் ராசிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குருபாக்கம் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது ஆனால் பதினொன்று வீட்டுக்குடையவன் யார் லாபஸ்தானாதிபதி மூத்த சகோதரஸ்தானம் அதாவது உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இறது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது யூஸ் பண்ணிக்கங்க இரண்டா இரண்டாவது திருமணம் நடக்காலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரிஷபராசிக்காரங்கள கட்டாயம் வந்து இந்த ஆண்டு வந்து இரண்டாவது திருமணம் வந்து நீங்கள் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அது வந்து நிறைவேறும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் ஜாதக கட்டமைப்பும் நீங்கள் பார்த்துக்கணும் அது முக்கிய முக்கிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பதினோராம் இடம் வலுவா இருக்கு அடுத்தது பன்னெண்டாம் இடம் வந்து அயன சயன போகன்னு சொல்லக்கூடிய இடம் சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடம் கண்டிப்பாக உங்களால் நைட்டு அன் டைம்ல தான் நீங்கள் தூங்குவீங்க நல்ல ஒரு சாப்பாடு இருக்காது நிம்மதியாக இருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் டென்ஷன் இல்லை ஏதோ ஒரு சிந்தனைகள் இந்த மாதிரி வந்துட்டு போகும் ஹெல்த் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இந்த டைம்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க அதை வந்து கரெக்டானபடி இதை யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து மிதன ராசிக்காரங்க மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த கொஞ்ச நாளாவே ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனை தான் டிப்ரெஷன் தான் அதாவது ஒரு மூணு நாலு வருஷமாவே அவங்களுக்கு பிரச்சனை போயின்ட்டு இருக்கு அதாவது கண்டக சனி முடிஞ்சு அடுத்த அஷ்டம சனி வந்து அதை டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல குரு பார்வை இப்போ இருக்கு ஆனால் டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாறிடுறாரு பயிற்சி ஆகுறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல தன் வீட்டில் ஆட்சி பெறாரு பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தை எடுத்துக்கலாம் அதனால் தொழில மாற்றங்கள் தொழில ஒரு வேரியேஷன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா நீங்க வந்து பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஒரு இடத்த விட்டு இடம் மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்காக பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் தொழில் தொழில் மாற்றம் சொல்ல முடியாது தொழில் ஒரே தொழில்தான் ஆனா இடத்துக்கு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி தொழிலோ ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷ் உருவாக்குவீங்க நீங்க தொழில ஒரு புதுமை பண்ணுவீங்க அது கண்டிப்பா நடக்கும் ஆனா கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல இந்த சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராபேக்கு அதுவும் வந்து உங்களுக்கு பயிற்சி ஆயிட்டாருன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எண்டில் தான் ஆகுது அந்த டைம்ல உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம் அதாவது ரிலீஃப் கம்ப்ளீட் ரிலீஃப்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு அது வரைக்கும் என்னங்க டூ தௌசண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு அது பயப்பட தேவையில்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இது வரைக்கும் ராகு இருந்து டிஸ்டர்ப் பண்ணி நைட்டு தூங்காம அன் டைம்ல தூங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க டிப்ரெஷன்ல இருந்துருப்பீங்க இப்போ இன்னும் அந்த பிரச்சனையே இருக்காது ஒம்பது மணி பத்து மணி ஆனால் ஆட்டோமெட்டிக்காக தூக்கம் வந்துடும் நல்லா தூங்குவீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உறங்கக்கூடிய இடம் வந்து அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வலுவாக இருக்குது அப்ராடை செல்வதுக்கான சான்சஸும் இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம்னே சொல்லாங்க இது அதாவது குரு பகவான் வந்து கரெக்டா பயிற்சி மீன வீட்டுக்கு வந்து கரெக்டா ஐந்தாம் பார்வையா பார்க்கும்போது கடகராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஏன்னாக்கா இடத்துல சனி பகவான் இருக்காரு அது களத்திரஸ்தானத்துல இருக்கறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா ஏற்படும் அது டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகும் அதனால உங்க ஜாதகத்தை எடுத்து ஒரு நல்ல ஜோசிக்கார்ட்ட காட்டுங்க உங்க பக்கத்து இருக்கவங்கிட்ட சப்போஸ் என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கலாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு சொல்றேன் இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு குருவும் நல்லா இருக்காரு குரு பயிற்சி நல்லா இருக்கு சனிதான் உங்களுக்கு டிராபேக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கு அடுத்தது சனி வந்து ஏழாம் பறவை உங்க ராசியை பாக்குறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும் இதெல்லாம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் இயல்பா அடுத்த ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதாவது பயிற்சியை வருவாரு பதினோராம் இடத்துல இருந்த ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு அப்போ மே ஒரு தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கான ஒரு சில விஷயங்கள் மாறுதல் பண்ணுறது மாற்றம் பண்ணுறது சின்ன சின்ன ஒரு ஆல்ட்ரேட் பண்ணுறது இடம் மாத்துறது வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் ஏன்னா குரு பார்வை டேரெக்டாக பார்க்கறதுனால உங்களுக்கு தசா புத்தி ஃபேவரபிளாக இருந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு அதாவது ருண ரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால் பிரச்சனை கடன்னால தொல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் உடல் எதிர ஹெல்த் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் அதனால அதெல்லாம் வந்து முறியடிச்சிட்டுதான் நீங்கள் வந்தாகணும் வேற வழி இல்லை மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு மறைவுஸ்தானத்துக்கே போனா மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் காத்துட்டு இருக்கு சிம்ம ராசிக்கு இப்போ குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது பார்வை கிடையாது குரு பகவானோட பார்வை இல்லை ஆனா இருந்தாலும் மீன வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம்தான் எட்டுக்கு போயிட்டாரு அதாவது மீனத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் வந்து மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானத்தை பத்தி ஆட்சி பெறும்போது என்னது விபரீத ராஜ்யோகத்தை கொடுப்பாரு ஆனா கொஞ்சம் ஹெல்த்தியும் பார்த்துக்கணும் கவனமா பார்த்துக்கணும் யோகத்தையும் கொடுப்பாரு வராத பணமும் கூட உங்களுக்கு வந்து சேரும் இந்த தடவை உங்களுக்கு எது எது பெண்டிங் வெளியே நிக்கிதோ கண்டிப்பா அந்த பணம் வசூல் பண்ணிடுவீங்க கட்டாயம் இந்த டூ தௌசண்ட் கண்டிப்பா கிடைச்சிரும் உங்களுக்கு ஆனா கொஞ்சம் பொறுத்திருந்து செய்யுங்க எதுலயும் அவசரப்பட வேணாம் அது சுப செலவுகளாக மாத்திக்கங்க டக்குன்னு உங்களுக்கு செலவத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அது சுப செலவுகளாக பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு யோகமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா எதிரிகளால பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு மறைமுக பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதனால லிமிட்டடா கடன் வாங்கி நிறுத்திக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் அதை கொஞ்சம் கவனமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் வராரு அதனால வாக்குஸ்தானம் பேசுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு பேசணும் டக்குனு வார்த்தைகளை விட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க கெட்ட பேர் உண்டாகும் அவப்பேர் ஏற்படும் அதனால மிக கவனமா இருக்கணும் எட்டுல ராகு இருக்காரு மிகப்பெரிய ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம் ஏழாம் இடம் களத்தரஸ்தானத்திலேயே குரு பகவான் தன் வீட்டுல ஆட்சி பெறும்போது கணவனுக்கு வந்து அஹ் இது நாள் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஏற்படும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்ணி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால கணவர் மூலிமா ஆதாயங்கள் கணவன் மூலியமா சந்தோஷங்கள் கணவன் மூலியமா ஒரு திருப்தி அடையக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் ஒரு ஆன்மீகத்தை வந்து ஒரு இது வரைக்கும் அவரு ஆன்மீகத்துக்குள்ள வரல கணவர் வந்து வரலன்னா இப்ப இனி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காலகட்டம் வந்து ஆன்மீக பயணம் வந்து ஆன்மீக நாட்டத்தோட இருப்பாங்க அதாவது கன்னீராசியோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு சொல்றேன் அதாவது மனைவியா இருந்தா கணவருக்கு கணவரா இருந்தா மனைவிக்கு இதனால வரைக்கும் எதுவும் ஒத்துக்கல இதெல்லாம் சாமியெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க ஸ்பிரிச்சுவல்லாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த தடவை வந்து கண்டிப்பா வந்து அதை நோக்கி போவாங்க உங்ககிட்ட ஐடியாஸ் எல்லாம் கேட்பாங்க நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி ராசிலேயே கேது பக்கம் வரதுனால உடல் உபாதைகள் ஏற்படும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களும் கரெக்டாக பேசணும் தப்பாக எதுவும் பேசுறாதீங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி நான்காம் இடம் வலுவாக இருக்கார் சுகஸ்தானம் சுகஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறதுனால வண்டி வீடு வாகன யோகங்கள்லாம் இருக்குது புது புது வீடு வாங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது வண்டி வாகன யோகங்களும் இருக்குது பழைய கார் ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்துட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு புது கார் எடுப்பீங்க அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துக்கு போகிறாரு மறைவுஸ்தானத்துக்கு போகிறாரு குரு பகவான் உங்களுக்கு மறைவுக்கு போனாதான் மிகப்பெரிய ஒரு யோகம் கோடீஸ்வர யோகமே இருக்கு துலா ராசிக்கு சரி ரிஷபத்துக்கும் சரி மறைஞ்சிட்டாரு குரு பகவான்னா உங்களுக்கு வந்து அது யோகம்தான் அதனால எதுவுமே நீங்க கவலையப்பட தேவையில்ல உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு சனி பகவான் கரெக்டா நல்ல ஒரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உக்காந்துருக்கனால மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனிதான் ராகுக்கேது பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனம் தேவை எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துலேயே வந்து சனி பகவான் உட்காந்துட்டாரு நல்ல விஷயம்தான் ஆனால் மூன்று குடையில வந்து ஆட்சி பெறும்போது நெருங்கிய நண்பர்களால் பிரச்சனை அவமானங்கள் அவப்பேர் உண்டாகும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க விருச்சக அது நாலாம் இடம் சுகஸ்தானாதிபதியும் அதனால சுகபோக வாழ்க்கையும் கொடுப்பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நல்லாவே இருக்கும் கேது பகவான் பன்னெண்டுல இருக்கிறதுனால தூக்கம் சரியாக வராது நல்ல நிம்மதியாக சாப்பிட முடியாது ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பீங்க அதனால அந்த சிந்தனையில தள்ளி வச்சுட்டு தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கங்க தியானத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது கற்றுக்கிட்டு அதை தினசரி வந்து பயன்படுத்துங்க இரவர் தூங்கறதுக்கு முன்னாடி பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தெளிவும் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமும் உங்களுக்கு அதுல வந்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதனால திருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வந்து தியானம் பண்ணா மட்டும் உங்களுக்கு தூக்கன்றது இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல போட்டுட்டு குழப்பிட்டு தூக்கம் இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு வாழ்வீங்க அதனால பயப்பட தேவையில்லை நான் இந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படின்ட்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வர்றதுனால இந்த வார்த்தைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசன்னே சொல்லாங்க கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாகவே அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயமும் சரி பெ நிலம் இல்லாதவங்க கண்டிப்பா நிலம் வாங்கறதுக்கான அமைப்புகள் இருக்கு வீடு கட்டாதவங்க கண்டிப்பா வீடு கட்டுவாங்க வீடு வாங்குவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு அதாவது தனஸ்தானம் வந்து ரொம்ப வளவா இருக்கா தன இருப்பாங்க செல்வந்தரா இருப்பாங்க இந்த டைம் அதனால அந்த காசை வந்து சுபசிர செலவுகளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தனுசு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் நாலாம் இடத்துல குரு வந்து தன் வீட்டுல ஆட்சி பெறாரு டூ அப்ப சுகஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால வண்டி வீடு வாகன யோகங்கள் எல்லாம் இருக்கு அதனால வீடு வாங்கறது கார் வாங்குறது பைக் வாங்குறது இதெல்லாம் யோகம் இருக்கு கண்டிப்பா அது வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப பதினோராம் இடத்துக்கு கேது வராரு அதனால ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துக்கு ராகு வராரு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆண் ஆண் வாரிசு இப்ப பிறக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதனால கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியிலே ஜென்மசனி இப்ப நடந்துட்டு இருக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு அதாவது தன் வீட்டுக்கே வராரு பன்னெண்டு குடையன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் அதனால வந்து மகர ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகம் ராஜயோகம் காத்துட்டு இருக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல வந்து ராகுபகவான் உட்காந்துருக்கனால உடல் உபாதைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் மெடிசன் செலவுகள் இதெல்லாம் வரும் அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்தை கெடுப்பார் அவர் ராகுபகவான் பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான உக்காரர் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜாதத்தில் இப்போ கோச்சாரப்படி பற்றி பார்த்தீங்கன்னா கேது பகவான உக்காரர் அதனால் தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கான சில வழிமுறைகள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் நீங்களே வந்து புதுப்பிச்சிக்கக்க கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது தொழிலில் அதனால் கட்டாயம் அதை செய்யுங்க கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் அதில் ஹெல்த்தை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க பைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க மகர ராசிக்காரங்க சனி பகவான் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் நல்லாவே இருக்கும் அட்டகாசமா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பரா கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா விரைஸ்தானாதிபதியை சனி பகவான் தன் வீட்டுல ஆட்சி பெறும்போது இப்ப இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க கடந்த கொஞ்ச நாளா வந்து நல்ல உங்களுக்கு வருமானம் அதெல்லாம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அது வந்து என்னன்னா சுப செலவுகளா பண்ணிக்கோங்க தேவையில்லாத மெடிசின் செலவு அது இதுன்னு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதனால சுப செலவுகள் பண்ணுங்க தானம் தர்மம் நிறைய பண்ணுங்க அப்போ உங்களுக்கு அதிகம் பிரச்சனைகள் இருக்காது அது மகர ராசிக்கு சேர்த்து சொல்றேன் இப்ப கும்பராசிக்கும் சொல்றேன் சனிதான் அதிபதி ஆனா சனி அதிபதியா இருந்தாலும் பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டு இருந்ததுனால ஆஹ் அயன சயன போகன்னு சொல்லக்கூடிய இடம் சாப்பிட்டு ஃபாரின் அப்ராடு போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களும் சரி காலேஜ் படிக்கிறவங்களும் சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனால் உங்களுடைய தசா என்னன்னு பார்த்தா மட்டும்தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அடுத்தடுத்த லெவல் எப்படி நீங்கள் போவீங்க எப்படி கிராஸ் பண்ணுவீங்க ஏன்னா நடக்கிறதுனால எப்படி ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் எல்லாம் படிச்சுச்சுருப்பீங்க எல்லாம் டக்குன்னு ஹாலில் போய் போது எல்லாம் எரேஸ் ஆகிடும் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு உண்டான வழிபாடு ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப அன்மோகம்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஏன்னா குரு வந்து தன் வீட்டில் ஆட்சி பெறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் மனோபலமும் உடல் ரீதியான பலமும் மனோ ரீதியான பலமும் உங்களுக்கு இருக்கு இரண்டாம் இட தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வராரு அதனால உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் தனவந்தரா இருப்பீங்க செல்வந்தராவும் இருப்பீங்க நல்லா அட்டகாசமா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு பேசுறது பேசுறதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது இல்லை வம்பலை மாட்டிக்குவீங்க மீன ராசிக்காரங்க மீடியாவில இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக பேசுங்க கவனமாக செயல்படுங்க இந்த ஆண்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மீனராசிக்காரங்களுக்கு ஆனால் இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் தான் இந்த ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கு சூப்பராக இருக்கு எதையும் நீங்கள் ஜெயிப்பீங்க சாதிப்பீங்க அது கரெக்டா பாத்தீங்கன்னா கேது பகவான் எட்டுல உட்காந்துருக்குனால விபரீதி ராஜயோகத்தை கொடுக்கும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம் குரு வந்து தன் வீட்டுல வர்றதுனால உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரு சனி பகவான் பாத்தீங்கன்னாக்க பதினோராம் இடம் பன்னெண்டு குடையவனும் அவர் தான் பன்ன பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதியும் அவர்தான் லாபஸ்தானாதிபதி தன் வீட்டுல ஆட்சி பெற வரைக்கும் உங்களுக்கு உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதனால அட்டகாசமா இருக்கு இது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நீங்க அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே பொதுவாக நல்லா இருக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன் அதுக்குண்டான பரிகாரங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிய கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்